உள்ளீரல் மண்ணீரல் நோய்களை நீக்க உதவுகிறது சுண்டக்காயில் உள்ள கசப்புத்தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க உதவும் ஓர் மாமருந்து குண்டக்காய் கிடைக்காத காலங்களில் சுண்டக்காய் ஒற்றலைப் பயன்படுத்தலாம்